ஒரு குழந்தை எண்களை கற்றுக்கொள்வதற்கு நாள் முழுவதும் உங்களை சுற்றியுள்ள பொருட்களை நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து எண்ணலாம் ஒவ்வொரு பொருளையும் எப்படி தொட்டு எண்ண வேண்டும் என்பதை அவர்களுக்கு காட்டலாம் ஒன்று இரண்டு மூன்று பின்னர் குழந்தை அதை முயற்சி செய்யலாம் பீன்ஸ் பொத்தான்கள் பூக்கள் அல்லது சுற்றி உள்ள வேறு எந்த பொருட்களையும் நீங்கள் எண்ணலாம் பொருட்களை தொட்டு எண்ணும்போது குழந்தை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எண்ணை கூற கற்றுக்கொள்ள உதவுகிறது